துணிவுடன் இருங்கள் என்றால் மற்றவர்களை அடக்கி ஆளுங்கள் என்று பொருள் அல்ல உங்களை அடக்கி ஆளுங்கள் என்பதுதான் உண்மையான பொருள் உங்களிடம் உள்ள குறைகளை கலைந்து முன்னேறுங்கள் எதிர்காலத்தில் வளமான வாழ்க்கை வேண்டுமானால் வாழ்க்கை மிக இலகுவானதாக இருப்பின் அதில் வேடிக்கை இல்லை விறுவிறுப்பான வாழ்க்கையை விரும்பினால் நீங்கள் ஆபத்துக்களை எதிர்கொண்டாக வேண்டும் ஹென்ரி வார்டு நம்பிக்கையை பெருக்கக்கூடிய எதுவும் தைரியத்தை உயர்த்தும் தன்னம்பிக்கை இருப்பின் தேடும் பொருள்கள் கிடைத்தே தீரும் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் செய்ய துணிபவனுக்கும் எண்ணி துணிபவனுக்கும் தான் வெற்றி கிட்டுகிறது பாரதிதாசன் உன்னை நம்பு உன் விதியை நீதான் நிர்ணயிக்கிறாய் படிப்பு தரும் தைரியத்துடன் உன் சொந்த அறிவையும் திறமையும் நம்பி இறங்கு தன் நம்பிக்கைகள் போராடு வெற்றி உன் கையில் டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி தான் தோற்றுவிடுவோமோ என்று எவன் ஒருவன் பயந்து நடுங்குகிறானோ அவன் தோல்வியை காண்கிறான் மாவீரன் நெப்போலியன்